Ahhh My father is dead My mother is dead My mother is dead Me and the mother will come Me and the妹 will be in love yen appa nallava yen thaayum allava nee yen appa nallava nin thaayum allava pon appa nallava ponnambalathava pon appa nallava ponnambalathava sopana mo yendan appan thiruvarul sopana mo yendan appan thiruvarul karpidamo enna அற்புதமிதுவே கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே இதுவே ஆடியபாதனே அம்பலவானனே ஆடிய அம்பலவானனே நின்ந்த கருணையே எழை அறிவேனோ நின் தருணையே எழையறி yenappanallava entayumallava yenappanallava entayumallava ponappanallava ponambalathava ponappanallava ponambalathava yenappanallava entayumallava nee yenappanallava entayumallava ponappanallava ponambalathava யந்தன் அப்பந்திருவருள் சொப்பன மோயந்தன் அப்பன் திருவருள் கவிதமோயன அகுத மிதுவே கவித மாயன அகுதமிதுவே அடியன அம்பலவான அடியனே அம்பலவான கருணையே yenapanalava eyathayumallava yenapanalava eyathayumallava ponapanalava ponambalathava ponapanalava ponambalathava yenapanalava yenapanalava eyathayumallava ponapanalava ponambalathava ponapanalava ponambalathava ponapanalava தவா